எம்பி நாள வர வீடு கிட்டா இருக்கு போக வேண்டியதானே தனியா போர் இல்ல கரை தாண்டி போர் வரைக்கும் உனக்குதான் ஐயோப்பா உன் கருசணும் எனக்கு வேணா எங்களுக்கு தெரியும் நீ